ஓரிடத்தில் நாங்கள் ஓய்வெடுக்க இறங்கினால் வாகனங்களுக்கு ஓய்வு அளிக்கும் வரை ஒட்டகத்தின் மீது இருந்து சேனம் உணவுப் பொருட்களின் பை போன்ற பயணப்பொருட்களை இறக்கும் வரையில் நஃபிலான தொழுகைகளை போன்ற தஸ்பேக பணியில் ஈடுபட என அரசில் எல்லாகும் நூலகம் அறிவிக்கின்றார்கள் அதிஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு